மாத மையப்பொருளுடன் வல்லமையான ஒரு வாழ்வில் செய்துக்கு உங்களை வரவிருக்கிறோம் ஆழங்களில் கொண்டு செல்லும் வாக்குதத்தம் வலிமை அறியும் ஆவலை தூண்டும் வார்த்தைக்காக அவரை கொண்டாடுகிற அவரின் மாதமாக நம்மை பிரகடனப்படுத்தி நம்மை கொண்டாடும் முடியாக வைத்திருக்கிறார் அல்லையூயா ஆஹ் மூல வசனம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்ன வசனம் ஒண்ணு பொருந்திய ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஓரம் வசனம் அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார் என்று இந்த வசனத்தில் அதனால யார சொல்லப்படுகிறது அவரு JESUS CHRIST, ஜீசு கிறிஸ்து தேவன் நாம் அவர் மூலமா இந்த ட்ரையல் இந்த முக்கோணமான ரிலேஷன்ஷிப்பில் வெளிப்பாடு என்ன என்பதை அவர் அழகாக இந்த சிறுவசனத்தில் எழுதியிருக்கிறார் அதனால தான் முதலாவது நீங்கள் உங்கள் தேவன் யார் என்பதை அறிந்திருக்க வேண்டும் இன்னைக்கு மனுஷனுக்கு இருக்கிற பெரிய போராட்டம் அதுதான் நம்முடைய பல குழப்பங்கள் சங்கீதத்தில் வருஷத்துக்கு முன்பாக எழுதினது உங்கள் தேவன் எங்க இருக்கிறார் என்று கேக்குனா அப்படின்னு எழுதுறாரு எங்க இருக்கிறார் பதில் அவர் கீழே பதிலும் சொல்லியிருக்காரு எங்க இருக்கிறாரு அவர் பரலோகத்தில் இருக்கிறார் அவர் என்ன செய்யறாரா தமக்கு சித்தமான யாவையும் செய்வாரா Come on everyone, celebrate! This is culture we're making right? Hallelujah! Hallelujah! Oh, you sing this snail which means will make the balance of all cenicaries. In our face embrace the stamp of food, without starting, you live all online, when compris on thelichen genuineайте messages, You have the Father! Who are within this Father? என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா தெளிவாக அறிந்திருக்கிறீர்களா கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு நான் இருக்குன்னு சொன்ன போல் அம்மா அப்பா பேர் வச்சிட்டாங்க நான் அப்படி மாறிட்டேன் நான் நான் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே இடம் இல்லை அல்லது அவங்க ஃபாலோ பண்ண வைத்தாங்க அதனால ஃபாலோ பண்ணேன் இதுக்குள் தந்ததுனால இதை நான் ஃபாலோ பண்ணுறேன் அது அல்ல மிக தெளிவாக உங்கள் தேவன் யார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் முதல் பகுதி என்பதை நான் சொல்றவங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் செலிப்ரேட் எல்லா கைகள மட்டும்தான் தட்டுறீங்க எல்லா வாயும் இப்படி இருக்கு ஒரு செலிபிரேஷன் மோட்ல காலேஜ்ல ஏதாவது ஒரு இதுன்னா எப்படி ஒரு காரியத்தில் நம்ம அவங்களை பத்தி ஒரு நாலு வார்த்தை சொல்றதுக்கு காணாவரும் இல்ல நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்றேன் ஆராதனை என்பது உங்களுடைய சம்பந்தப்பட்டது நீங்க அந்த இறுதி எப்பொழுதும் நீங்க தேவ சமூகத்துல நீங்க திறந்ததா வைத்திருக்க வேண்டும் மேலயா அதுவும் தேவன் சொல்லும் பொழுது நம்முடைய இறுதியம் அந்த நிலவரத்துக்கு வருகிறத நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் மேலோய்யா ஏ கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம எல்லாரும் நம்முடைய தேவனை நாம் நாம் ஆராதிக்கப்போகிறோம் அதுக்கு முன்பாக இந்த இந்த நாளோட பிரசங்கத்தில் முதல் பகுதியே நாம் இன்றைக்கு தேவனை மகிமைப்படுத்துகிறதை குறித்து நான் உங்களுக்கு இடம் கொடுக்க போகிறேன் நாம் சேர்ந்து மகிமைப்படுத்த ஏனென்றால் முதல் பகுதியில் உங்கள் தேவன் யார் என்ற கேள்விக்கு உங்களுக்கு பதில் இருக்க இரண்டாவது கிறிஸ்து ஏசு அவரே அவருக்கும் உங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கிறது பக்கத்தில் பார்த்து கேளுங்க பார்க்கலாம் யார் உங்களுக்கு யார் யார் பதில் சொல்றா Jesus! Tell him, who is the king? Tell him, who is the king? Jesus is the king. Jesus is the king. Very good, very good. Jesus. Who is Jesus for you? His father. father. His father. Who is Jesus? Who is Jesus? Who is Jesus for you? Amma. Amma. உங்களை அப்பானு கூப்பிட ஆசை ஏதோ ஒரு பாட்டு இருக்குல்ல உங்களை அம்மானு கூப்பிடுமா அப்படின்னு ஒரு பாட்டுல எழுதியிருக்காங்கல்ல அவங்களாம் அப்படி அந்த பாடலாம் பாருங்கள் ஏதோ கவிதைக்காக எழுதில அவங்களோட வாழ்க்கையை தான் எழுதியிருக்காங்க பார்த்துருக்காங்க இல்ல அப்போ இயேசு யார் உங்களுக்கு அந்த கேள்விக்கு பதில் இருக்க வேண்டும் முதலாவது தேவன் யார் அப்போ இயேசு யார் இயேசுக்கும் அவருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் சுருக்கமாக சொல்லப்போனால் நம்முடைய தேவன் ஒருவரே தேவன் பர்லோகத்தில் இருக்கிறார் தமக்கு சித்தமான யாவையும் செய்வார் என்று இந்த காலவெல்லாம் சங்கீதத்தில் வெளிப்படுத்துவதற்கு வந்தவர் தான் சென்று ஒரு குழப்பம் நம்முடைய தேவ பிள்ளைகள் மத்தியில நிலவுகிற ஒரு காரியம் என்னவென்றால் ஏசு கிறிஸ்துவ வார்த்தைன்ற ஒரு கட்டத்தில் மட்டும் அடைச்சு வைப்பாங்க அல்லது அவர் குமாரன் ஸ்தானத்தில் மட்டும் தான் அடைச்சு வைப்பாங்க Today I want to tell you, briefly, I will study a study that I will study. Jesus is the embodiment of God Himself. Hallelujah! Hallelujah. Are you understanding it? He is the embodiment of God in the world and in the world, He is the embodiment of God in the world. அதனாலதான் மற்றவர்களுக்கும் நமக்கும் என்ன அல்லது தேவ பிள்ளைங்களுக்கு அது வந்து இருக்கும், என்ன ஒரு பரிதாபம் என்றால் வேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன் இயேசுவை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளும் பூமியில பிறந்த எல்லா மனிதர்களும் இயேசுவை ஏன் அறிய வேண்டும் ஏன் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கேள்விக்கு என்னவென்றால் தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை காணவும் முடியாது ஆனால் அந்த தேவனை பார்க்க வேண்டும் யாரை பார்க்கணும் என காண்கிறவன் பிதாவை காண்கிறான் பரலோகத்தில் இருக்கிற சர்வல்லி தேவன் ராஜாதி நம்முடைய வட்டாரத்தில் அநேகர் இயேசு கிறிஸ்துவ குமாரன் என்றும் வார்த்தை அடக்கி வச்சிட்டாங்க அதனாலதான் கன்ஃபியூஷன் He is the father, he is the son, he is the Holy Spirit, Hallelujah! Amen, Hallelujah! Holy Spirit is not a different, he is unlimited Jesus. That's why I told you, unlimited Jesus is Holy Spirit, Hallelujah! What did you say to your father? You are saying, you are saying, you are saying, you are saying, you are saying. That's why they are saying, this challenge is to my father, to my father. because he wants to show god in the man the god is acting in the nature the nature has a very great power it is said that it is in the sea what is it water air water five elements pen man seeks god in nature he find he is beyond him அவர் அப்பாற்பட்டவராக இருக்கிறார் கடவுளை தேடும் பொழுது அவர் நமக்கு எதிராக இருக்கிறவராக இருக்கிறார் God came into this earth in the form of Jesus because he wants to be with us in us. That's why he called him Emmanuel. What is Emmanuel? God? God. He is also for us. He is also for us. He is so clear. He, he accepts you as you are. He is so clear. He accepts you as you are. He is one of us. கைகளை தட்டி ஆர்ப்பரித்தும் மகிமைப்படுத்துங்க உங்களை சொல்லுங்க கைகளை தட்டுங்க அலுங்க நான் விரும்பவில்லை if you have that and the connection and automatically ung kayigal vilichchumaga kondadikondu thayirkum hallelujah amen hallelujah so who is jesus for you nikku anega deva pillagalkku inda kulappangal nariyerk adanaladha they don't have a relationship proper relation to with jesus proper relationship So who is God? Who is Jesus for you? And we are going to see how Jesus was made and that is how we can change the world. How can we change the world? We can change the world, we can change the world, we can change the world, we can change the world, we can change the world. We can change the world in this 4th century. That's why we look at this time in the world, this man, மேன்மை பாராட்டல் என்பது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம பார்த்தோம் இயற்கையாகவே எல்லா மனுஷனுக்கும் மூன்று விதங்களில் மனிதன் தன்னை மேன்மை பாராட்டுவதில் அவன் அவன் சலைத்தவன் அல்ல அதை குறித்து நாம் விளக்கமாக பல எக்ஸாம்பிளோடு கூட நாம் வேதத்திலிருந்தும் உலகத்திலிருந்தும் பார்த்தோம் என்னென்ன விதத்துல மனுஷன் மேன்மை பாராட்டத்தில் சிறந்தவன் பராக்கிரமம் ஐஸ்வர்யம் மூன்று காரியத்தில் எக்ஸாம்பிள் பல காரியங்களும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆனால் நாம் யாரை மகிமைப்படுத்த வேண்டும் மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தனை குறித்த மேன்மை பாராட்டக்கூடிய கேட்கிற அருமையான தேள்ளைகளே இந்த கால வழியில கூட எல்லாரும் கத்திரை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களாய் நம்ம வேண்டும் மனிதனுக்கு ஒரு சின்ன கொஞ்சம் பலன் இருந்தா கூட அவன்மை மேன்மை பாராட்டுக்கு அது இடம் ஆயிடும் ஒரு பரிசு சொல்றேன் ஒரு கப்பு எடுக்கிற அளவுக்கு ஒரு பலன் ஒரு மனுஷனுக்கு இருக்கணுமா அப்போ கூட இந்த இது என்னமா இது கிரியேட் செய்யும் எடுத்து வைக்கிற அளவுக்கு பலன் உடம்புல இருக்கணும் அப்ப கூட பாராட்டம் குறித்து அல்ல தன் பராக்கிரமத்தை குறித்து ஐஸ்வர்யத்தை குறித்து அல்ல காத்திரை குறித்து மேன்மை பாராட்ட கடவுள் அல்லையா ஆனால் அவைகள் உங்களுக்கும் எனக்கும் அவசியம் ஞானம் பராக்கிரமம் ஐஸ்வர்யம் அவசியம் எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்கிறேன் நிறைவாய் தருவார் என்று சொல்லுகிற கத்திரதை நிறைவா எனக்கு தருவார் என்னது தருவார் ஆனால் நீங்களும் நானும் அதுல சாராம யாரை மகிமைப்படுத்துவோம் தேவனை மகிமைப்படுத்தணும் நிறைய பேருக்கு இந்த தேவனை கண்டுகொள்ள முடியாதபடிக்கு அல்லது கடை ஒரு முறை ஒரு ஒரு சிறைச்சாலையில இருந்த ஆயுள் கைதிக்கு இந்த செய்தி சொல்லப்பட்டது காஸ்பல் கதறி அழுதான இருந்த குத்தப்பட்ட பொழுது அவன் கதறி அழுதானா என்ன திரும்ப சொன்னானா ஐயோ பத்து வருஷத்துக்கு முன்னாடி என் கிட்ட கூடாது இந்த காஸ்பிள இந்த சுவிசேஷம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்திருக்க கூடாதா நான் வேற மாதிரி மாறி இருப்பனே இப்ப எனக்கு சொல்றீங்களேன்னு சொல்லி கதறி அனைகள் பாருங்க தன்னால முடியாத போது வியாதி படுக்கையில இருக்கும் பொழுது இந்த தேவனை அறிந்து கொள்ள ஒரு பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படியாங்க தன் தன்னை தள்ளி கொள்றாங்க நல்லா இருக்கும் பொழுது அவங்களுக்கு தேவனை பற்றி சிந்திக்கிறதற்கோ தேவனை பற்றி அறிந்து கொள்வதற்கோ இன்றைக்கு மனிதனுக்கு டைம் இல்லை அவன் தன்னுடைய இறுதியத்தை பக்குவப்படுத்துவதும் இல்லை அதனால கடைசி நேரத்தில் அல்லது தன்னை ஒரு பிரச்சனை வரும் தேவனை நோக்கி பார்க்கிற அந்த காரியம் அல்லது வியாதின் வரும் தேவனை நோக்கி பார்க்கிறான் அந்த காரியத்தை தாண்டி நாம் மனிதனாக தேவனால் படைக்கப்பட்ட அவருடைய சாயலினுடைய உருவமாக இருந்து நாம் அவரை அறிந்து கொள்வதற்கு நம்ம ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்க வேண்டும் அல்லையா அந்த துடிப்பு நமக்குள்ளே பத்து லட்சம் வருஷம் ஒன் மில்லியன் ஆண்ட சொன்னா இட் இஸ் ஒன் செகண்ட் அப்படின்னு சொன்னார் ஓ அப்படியா அப்படின் கேள் மறுபடியும் அவன் ரொம்ப அடுத்த கேள்வி கேட்டானா அப்போ பரலோகத்தில் ஒன் மில்லியன் டாலர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பாண்ட சொன்னாரான் அது என்ன ஒரு பெண்ணி ஒரு பைசா மாதிரி தான் சொன்னார் உடனே ரொம்ப புத்திசாலித்தனமா அவன் கேட்டானா அப்போ ஆண்டவரே எனக்கு அந்த ஒரு பெண்ணியை கொடுங்க அப்படின்னு சொன்னானா ஆண்ட சொன்னாரா செகண்ட் கொடு தம்பி அப்படின்னாரு புரியல 1 அருமையான தேவண்ட பிள்ளைகளே இந்த கால வழியில நீங்க போகும்பொழுது உங்கள் தேவன் யார் உங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன நீங்கள் எப்படி அவரை அனுபவிக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உறுதிப்பட்டவர்களாகி போகும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன் நாம் நம்முடைய வேதாகமத்தை துருப்பேன் இந்த காரியத்தில் அடிப்பட்டு திருந்த ஒருத்தர் உயர்த்துகிறதில் கொஞ்ச நேரம் செலவிட போகிறோம் என்றால் மேன்மை பாராட்டுகிறவன் சொல்லுங்க பார்க்கலாம் தன்னுடைய புராணத்தை பாடுறது எதற்கெடுத்தாலும் தன்னுடைய புராணத்தை பாடுவான் மற்ற பத்தி சொல்ல சொன்னும்ாராட்டுகிறவன்னை குறின்மைப்பட்சனல்ஸ்க்கு நோக்கி போக வேண்டும் அந்த உங்களுக்கு வரும்பொழுது உங்களுடைய ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள் என்னவாக இருக்க வேண்டும் மேன்மை பாராட்டுகிறவன் கத்திரை குறித்தே மேன்மை பாராட்டுகிறவன் அலல்லூயா வாசிங்க பார்க்கலாம் தானியலின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஐந்துல இருந்து வசனங்களை நாம் வாசித்து ஒவ்வொருத்தரும் வாசித்து நம்ம அதை கூட நாம் கொஞ்ச தேவனை மகிழ்மைப்படுத்த போகிறோம் அலல்லூயா இங்கு நேபுகாத்து நாம் போன வாரம் நம்ம பார்த்தோம்ல அவன் எப்படி தன்னை தானே உயர்த்தும் பொழுது அல்லது இந்த பராக்கிரமத்தினால நான் கட்டினதல்லவா என்று உயர்த்தும் பொழுது அவன் என்னவாக மாறினான் மிருகமாக மாறினான் என்று வாசி தானியின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஐந்துல இருந்து முப்பத்தி ஏழு வாசிப்போம் அவர் கையை பிடிச்சு நிறுத்தக்கூடிய ஒருவனும் யார் சொல்ற இது ஒரு காலத்தில் தன் கையை உயர்த்தி ஏ பராக்கிரமத்தினால கட்டின மகா பாபிலோ நல்லவா இது இந்த அரண்மனையும் தொங்கு தோட்டம் என்னுடைய கிரியேஷன் அல்லவா என்று சொன்ன சொல்றாரு உண்மையை அறிஞ்சுக்கிட்டார் அவரு தேவன் யார் என்பது அறிஞ்சதுனால அவர் சொல்றாரு அவர் தமக்கு சித்தமானது யாவையும் செய்வார் கையை தடுத்து அவரை நோக்கி உம் ஒரு அடுத்தது ஜீத்திருக்கிறவரை புகழ்ந்து என்ன பண்ண மகிமைப்படுத்தினேன் நீங்கள் கூடி வருத்தமாக வரணும் நீங்க கொஞ்ச நேரம் முடிஞ்சிருது புகழ்ந்த உடனே என்னாச்சு சொல்லுங்க பாக்கலாம் அவருடைய கருத்துவம் அவருடைய ஆளுகை தான் பெருசு அவருடைய ராஜ்யம் தான் என்று இருக்கும் சொல்லிட்டு அவன் சொன்னது மட்டுமில்ல அவர் கையை பிடிச்சு நிறுத்தக்கூடியவன் யாரா இருக்காங்களா அவர் தமக்கு சித்தமானது அவர் என்ன பண்றா அவர் செய்கிறார் தடுத்து நிறுத்துகிறவன் ஒருவனும் இல்லை உறுதியாக வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் ஏனென்றால் நாம் தேவனை ஆராதிக்கிற ஒரு ஜனம் தேவனை கொண்டாடுகிற ஒரு ஜனமாக ஆண்டு நம்மளை உருவாக்கி அடுத்தது சொல்லுங்க அடுத்தது புத்தி எனக்கு திரும்பி வந்தது அதிக மகத்துவமும் எனக்கு என்ன பண்ணது கிடைத்தது முன்னாடி இருந்தது காட்டிலும் இப்ப என்ன கிடைச்சிருக்கு அதிக மகத்துவ சின்னத்துல உங்க ஆபீஸ்ல உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா ஆண்டர் உங்களை உங்களை கொஞ்சம் உட்கார்ந்து கொஞ்சம் பார்வை தம்பி உங்க வீட்டுல பிரச்சனைகள் நம்ம பிரச்சனைகள் நம்மை திரும்பி பார்க்க வைத்து அந்த மகிமை ஆண்டிற்கு கொடுக்கிறது முழுது நாம் முந்தின மகிமையை காட்டிலும் அதிக மகத்துவம் மகிமையும் பெற்றுக்கொள்வோம் மேலல்லோயா பாருங்க நேபு காத்து நேச்சர் அப்படிதான் தெரியாதனாலே புகழ் நடிக்கப்பட்டான் இப்ப மனம் திரும்பி தெளிஞ்சது ஆண்டோட மகிமைப்படுத்தி உயர்த்தின பொழுது அவன் மறுபடியும் மந்திரிமார்களும் தேடி வந்தானா என்ன திரும்ப நீங்கள் தேவனை ஆராதிக்கிற ஜனம் என்பது உங்களோட முகக்கலையிலே தெரியும் உங்க முகக்கலையிலும் அது எப்படிப்பட்ட முகமா இருக்கட்டும் அந்த முகத்துல ஒரு கலை இருக்கும் தேவனை ஆராதிக்க மகிமைப்படுத்துகிற ஒரு கலை லூயா உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன் உண்மையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம் தேவ சமூகத்துக்கு வரும்பொழுது அநேகர் சோம்பேறிகளாக இருக்கிறது தான் பாக்குறேன் உண்மையிலேயே நான் சொல்றேன் என்ன போல ஆராதிக்கிறவர்கள உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்காக இருக்கும் அதுக்காக தானே தியாகம் பண்ணி உலகத்தெல்லாம் வெறுத்து விட்டு வந்திருக்கோம் அப்படிப்பட்டவங்களும் என் இறுதி தேடி ஆனால் தேவ சமத்துக்கு வரும்போது சிலவங்க எல்லாம் பார்த்தோம்னா கோட்டுவாய் விட்டுட்டே இருப்பாங்க கோட்டுவாய் விடுவாங்க சோம்பலா இருப்பாங்க துதிக்க முடியாது இருப்பாங்க ஏதோ லாஸ்ட் ஆன மாதிரி இருப்பாங்க குறைச்சொல்லாஸ் They are lacking the understanding of God. Hallelujah! They are lacking the understanding of God. Hallelujah! Who knows God? They are not aware of God. They are not aware of God. Hallelujah! Amen! Hallelujah! The most exciting thing in the world is God. Hallelujah! That should be the thing. Amen! What do you say to someone? Rajavi? Do you say anything? Yes! Do you say anything? Yes! பெரியட் நோய் <Jubilee> ஒரு பகுதி வல்லமையு அவர் கையை பிடிச்சி ஒருவரும் நிறுத்த முடியாது அவர் தமக்கு சுத்தமானது செய்கிற புகழும் புகழ்ந்து எத்தனை பேர் புகழ்ந்தீங்க எத்தனை பேர் தேவனை புகழ்ந்தீங்க ஒரு பகுதியில் அவரை புகழ்கிறீங்களா வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் தேவா பாரு பீதாவே ஆராதிக்கின்றோம் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம் புகழ்ந்த புகழ்ற பகுதி அப்புறம் என்ன சொல்றேன்னா எத்தனை பேர் இன்றைக்கு உங்கள் தேவனை உயர்த்தினீங்க ஹலோ லூயா உங்களோட பெலவினங்களுக்கு மேலாக எத்தனை பேர் அவரை உயர்த்தினீங்க உங்களோட பிரச்சனைகளுக்கு மேலாக எத்தனை பேர் அவரை உயர்த்தினீங்க உங்களோட வறுமைக்கு மேலாக எத்தனை பேர் அவரை உயர்த்தினீங்க உங்களோட சூழ்நிலைக்கு மேலாக எத்தனை பேர் அவரை உயர்த்தினீங்க உயர்த்த முடிச்சுதா வாக்கியசாலிகளீர்கள் அதனால் அந்த தேவ சமூகத்துக்கு வரும்பொழுது அந்த இந்த பயிற்சிக்குள்ளே எல்லாரும் வர நீங்கள் பாடல் பாடும் பொழுது ரிப்பீட் பண்ற பாடல் வரும் பொழுது நீங்க முழங்கால் அவரை துதிக்கவும் புகழவும் ஆரம்பிக்கும் உயர்த்தி அப்புறம் மகிமைப்படுத்துகிறேன் ஆராதனையில இந்த மூன்று பகுதி இருக்கு இது புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்து அழகா நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஒரு சந்தோஷம் வருதுல்ல யாராவது குழந்தைய பார்த்தோன்னு சிரிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா அந்த குழந்தை கையில வாங்கினோட என்ன சொல்றோம் ஏதாவது ஒரு நாலு வருஷம் புஜு குட்டி அம்முக்குட்டி செல்லக்குட்டி இந்த வயசான பாட்டிங்கெல்லாம் ஒரு படி என்ன பெத்துச்சு அதெல்லாம் கேட்க முடியாது நான் சொல்லு புரியுதா உங்களுக்கு அதுதான் புரியுதா உங்களுக்கு அதேதான் நீங்க ஆராதனை இல்ல நீங்க செய்யணும் தேவனை பார்த்து ராஜா என் தேவனே என் மகிமைப்படுத்துகிறதா வருது அதுதான் அந்த மாதிரி அதனால்தான் ஆராதனை வீரனுடைய என்ன பண்ணும் புகழ்ந்து உயர்த்தி சின்ன பிள்ளையா இருக்கட்டும் அவருடைய வழிகள் நியாயமானவைகள் நல்லா பாருங்க அவர் படிப்பிச்ச படிப்பை அவரா எப்படி அகந்தைய தெரியும் யாருக்கு என்ன கொக்கி போடணும் இது போடணும் எப்படி நூல் கட்டணும் எல்லாமே அவருக்கு நல்லா தெரியும் அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலேயாக இதுதான் தேவனை ஆராதிக்கிற அகந்தியா நடவர்களுக்கு தாழ்த்த அவரலே ஆகும் என்று எழுதினான் என்று எழுதிட்டான் யார் இது பாபிலோன் ராஜா தேவனை அறியாத ராஜா இப்ப தேவனை அறிஞ்ச பிறகு சேர்ந்து ஆண்டவரை புகழ்ந்து வாழ்த்தி வரவேற்று அல்லது உயர்த்தி நம் மகிமைப்படுத்துகிற ஒரு டூ மினிட்ஸ்க்குள்ளாக நாம் போக போகிறோயா come on elder our our pugalnd our our uyarti our magimapaduthunga paakalam hallelujah thank you jesus same man hallelujah all the kingdom belongs to you jesus all the glory belongs to you hallelujah you are my king you are my crusher you are my everything else jesus you are my joy you are my peace you are my happiness you are my everything else jesus you are you are my strength you You are my glory! You are my wisdom! Amen! Alleluia! Alleluia! Alleluia! Alleluia! Amen! Alleluia! Come on everyone give a big a clap offering to the Lord! Amen! Jesus! Jesus! Jesus! Jesus! Amen! Jesus! Jesus! Amen! Amen! Amen. நேரங்களில் வேலை இடங்களிலும் பண்ணுகிறவர்களாய் கத்திரங்களை உருவாக்குவாராக மாற்றப்பட்டார் மீட்பும் ஏன் மற்றதரங்க சொல்ல வந்து பணத்துக்கு ஒப்பிட்டு ஐஸ்வர்யமாக மாறினார் அவர் நமக்கு அல்லது விசுவாசத்தினால் இதை பெற்றுக் அவர் நமக்கு இதுவா சொல்லாம மனுஷன் தன்னை உயர்த்தாத படிக்கு அல்லது மனுஷன் தன்னில் மேன்மை பாராட்டக்கூடியது ஒன்றும் இல்லை என்பதை அறிவதற்காக அல்லது இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உங்களுடைய பரிசுத்திலே என்னுடைய பரிசுத்தில என்னுடைய சுயநீதியில் அல்லது நாம பண்ற காரியத்தில் வாழ்ற வாழ்க்கை என்பதை தெளிவாக விளங்கி கொள்ளும்படியாக இது கோடிட்டு காட்டப்பட்டிருக்க நாம் கொடுக்கிற தசம்பாகம் நாம் கொடுக்கிற காணிக்கை நாம் கொடுக்கறதான நன்கொடை அல்லது நாம் நம் நன்மை செய்கிற இதெல்லாம் நாம் செய்ய வேண்டிய கடமைகள் இவைகள் நாம் டிஃபைன் பண்ணக்கூடாது இன்னைக்கு நிறைய பேர் அவங்க ஏமாற்றமா இருக்கிறதுக்கு காரணமே என்ன தர்மன் நினைச்சுக்கிறாங்க நிறைய பணம் இருக்கு நான் காணிக்கை நிறைய கொடுக்கறேன் நான் இவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்றேன் ஏழைகளுக்கு உதவி செய்கிறேன் The defining parts of life is that if we have to change our lives in our lives, in the four points of life, we have to say that we have to change our lives. From one end to the other end, we can change the knowledge of our lives, and we can change the knowledge of our lives. In fact, we have to say that in the world, we can change everything in our lives, ஆரம்பிக்க வேண்டும் இந்த பூமியில் வந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆரம்பம் எங்க இருக்கிறது முடிவு எங்க இருக்க வேண்டும் மீட்பு நடம் பberrieszentுவிட்டுக Weihn microwave பிட்டம் ஏarium கetr discret이라는 domain difficன் WhatsApp எ telephone poet வாக்கம் போதந்து வரும்ங்க 1200 ஏ bundleே междуரும்யாầuு predictable கேலைத்துவிட்ட datab entrevைலுப்பிரும должக்க cambiாலinku ஏелеalam YouTubers எது நீ சென்று ப Surface trailerδ afterlife எப் challenging செ suppose sır ici செல்கிடு любимாவ我很 என்று ப செல்லுகி accur thu latest அப்பா அம்மா எல்லாம் என்று எத்தனை பேர் நீங்க பார்க்க ஆரம்பிச்சுக்கீங்க இதுவரைக்கும் ஏ மனிதன் இந்த பூமியில் வரும்பொழுது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பூமியில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம போன வாரம் கூட அருமையான அவங்க பாட்டி வந்து சொன்னாங்க பாப்பா அம்மா அம்மான்னு இல்ல அம்மான்னு கூப்பிடுது தாத்தான்னு கூப்பிடும் பொழுது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு ஒரு குழந்தைக்கு இவங்க தான் அம்மான்னு யார் சொல்லி கொடுக்குறா ஒரு பிள்ளைக்கு டியூஷன் எடுக்கிறோமா கத்துக்காம குழந்தைங்க சொல்லுது அம்மான்ற ஒரு வார்த்தை அதே போலதான் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருத்தரும் உண்மையான தேவனை கண்டடைய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறாரா ஐ அண்டர்ஸ்டாண்டிங் பிகாஸ் ஒரு சந்தோஷம் இருக்கிறதோ அதே போல நம்முடைய நம்முடைய பிதாவை நம்முடைய அப்பாவை பார்த்து அப்பா டேடி என் தேவனே என்று சொல்லுகிற அந்த அனுபவத்துக்குள்ள ஒவ்வொருத்தரும் அறிய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அதாலயா அதற்கு தான் இந்த ஞானம் இந்த ஞானம் மனிதனுக்கு தன்னுடைய கடவுளை தன்னுடைய அப்பாவை தன்னுடைய என்ன ஞானம் என்னை கண்டவன் அதனால தான் கிறிஸ்துவ வாழ்க்கையில தினந்தோறும் ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நொடியும் சுவாரஸ்யமானது அல்ல லூயா சுவாரஸ்யமுள்ள வாழ்க்கை அந்த ஞானத்தை கண்டறையும் பொழுது நாம் அந்த தேவனை கண்டடைகிறேன் அதாவது இந்த ஞானம் பெய்தனத்துக்கு அடுத்த ஞானத்துக்கு வித்தியாசமா இருக்குது என்று சொல்லுது இதுக்கு பல வசனங்களை நாம் சொல்லலாம் பட் நீங்கள் வீட் வீட்டில் போய் இந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் குறித்து கொண்டு நீங்கள் நீங்கள் படிக்கலாம் எபேசர் நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் ரோமர் பத்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் இந்த உலகத்தில் இருக்கிறவர்களுடைய ஞானம் எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் விளங்கி ஆனால் யாக்கோபு மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் மத்தையு பதினொன்று இருபத்தி ஏழு ஒன்று குறைந்த ரெண்டு ஆறு இவைகளில் தேவன் ஞானத்தை நீங்கள் கண்டடையலாம் யோபு என்ன சொல்றாரு சொல்லு வாசிங்க பார்க்கலா யோபு 28 ஆம் அதிகாரம் 20 ஆம் வசனத்துல இந்த ஞானத்து குறித்து யோபு என்ன சொல்றாரு வாசிங்க யோபு 28 ஆம் அதிகாரம் 20 ஆம் வசனம் hey man amen amen means means then comes wisdom hmm. where is the place of understanding ah. இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபது எங்கிருந்து வரும் புத்தி தங்கும் இடம் எங்கே கேட்கிறார் நீங்க அந்த அதிகாரத்தில் எங்களுக்கு முக்கியமான இருக்கிறது அவருக்குள்ளேயா நீங்க யாராக பார்க்க வேண்டும் யார் என்ன ஞானம் என்னை என் பெற்றோரோட கூட கனெக்ட் பண்ண வைக்கிற ஞானம் ஐ அண்டர்ஸ்டிங் வெரி பிராக்டிகலாட்டது எப்படி ஒரு குழந்தை தன்னுடைய ஒவ்வொரு மனிதனும் கண்டுபிடிக்க முடியுமா என அவரே நமக்கு ஞானமாக மாற்றப்பட்டார் இவருக்குள்ள என்ன இருக்கிறது எல்லா யூனிவர்சிட்டியும் இவருக்குள்ள இருக்கிறது எப்படி பன்னெண்டு வயசுல வேத பாருக்கே தெரியாம கண்முடித்தனமா பண்றது இவ டட்சனுடைய பிள்ளை அல்லவா இவன் யாரோட பிள்ளை கார்பெண்டரோட சன் அல்லவா அதனால பிள்ளைங்கள் எல்லாரும் இயேசுவை நீங்க எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்களோ இயேசுவை எந்த அளவுக்கு அடைகிறீர்களோ நீங்க அவரை அனுபவிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த அனுபவங்களில் நீங்கள் அடைவீர்கள் அல்ல லோயா அதுதான் நீங்க பிராக்டிகலா கொண்டு போக வேண்டாம் இயேசுவை தோண்ட தோண்ட நீங்க என்னத்தை தோன்றீங்க தோன்றீங்க அல லோயா அரிய அரியா என்னத்தை அடைறீங்க ஞானத்தை அடைறீங்க ஆனா இன்னைக்கு நிறைய நிறைய தேவ பிள்ளைகளுக்கு அந்த இனிஷியல் லெவலோடு க்ளோஸ் பண்ணிடுறேன் I will not speak any of these things but I just want to open one thing. He is the Revelator. He reveals things. Who is the father who is the father who is the father who is the father. What did they say? What is the father who is the father who is the father who is the father? What is the father who is the father? Come on everyone. Hallelujah. Come on. Everybody worship this. Hallelujah. எத்தனை பேர் உங்களோட வாழ்க்கையில உங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கையில என் குடும்பத்துல இந்த ஞானம் ஆகி வெளிப்பட விரும்புகிறவங்க அதனாலதான் இந்த ஞானமானது எல்லாத்தில விசேஷம் ஏன் இப்ப உங்களுக்கு வந்து திடீன் ஆண்டோரின் கே சொப்பனத்தில் வந்து ஜசுரேன் உனக்கு ஞானம் தருறேன் அதே நேரத்தில் பத்து கோடி தரேன் எது வேணும் உனக்கு ஞானம் வேணுமா பத்து கோடி வேணுமானு கேட்டால் என்ன சொல்வீங்க என்ன சொல்லுவேன் ஃப்ரெடி பத்து கோடி தான் வேணும் எனக்கு இப்போ அதான் இருக்குன்னு நினைப்பியா என்ன செய்வீங்க சில ஸ்மார்ட்டாக இருந்தா ரெண்டுமே கொடுத்துருங்க ஆண்டோரை எனக்கு அப்படின்னு கேட்கிற ஒரு கூட்டம் நிறைய பேர் இருக்கும் அவசியம் அவசியம் ஆனா ரெண்டு மேலானது மேலானது பணமும் பார்க்கும்பொழுது பணமும் அவசியம் இம்பார்ட்டன் அவசியம் ரெண்டுத்துக்கு எது மேலானது அந்த ஞானத்தை வச்சு பணத்தை சம்பாதிக்கலாம் அப்புறம் எப்படி பயன்படுத்தலாம் எல்லாம் அந்த பணத்து மேலதான் குறியா இருக்காங்க பணத்தை சம்பாதிக்கலாம் அந்த பணத்தை எப்படி இந்த ஞானம் அதுவா இந்த ஞானம் உங்க சோர்ஸ் கண்டுபிடிக்கா இதெல்லாம் ஆவிக்குரிய உருட்டு அப்புறம் வேற தெரிஞ்சுக்கலாம் அப்டியா சரி ஆமா அதான் சொல்லிட்டேன் ஏன் மேலானதுன்னு சொல்றோம் ஏன்பாதிக்கணும் தன்னுடைய தன்னை உடையவர்களுக்கு என்ன கொடுக்குமா ஜீவனை படம் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா ஞானம் தன்னுடைய அதனாலதான் ஒன்றான மெய்யான தேவனை அறிவதே யாருக்கும் சாப்பிட்டு ஒன்றியா ஒன்றும் பெஞ்சு கிடைக்கும் சொல்றதுக்காக உனக்கு ஒரு பங்களா கொடுப்பார் இதெல்லாம் கொடுப்பார் தான் அதுக்காக எதுக்காக வந்தார் சொல்லுங்க சொல்லுங்க தைரியமா சொல்லுங்க அவரின் ஒரு படி மேல போய் நித்திய ஜீவனை கொடுக்கும் உண்மையில நவ் டுஸ்ட் வாய் ஜீசஸ் இம்சல் டிரான்ஸ் நமக்காக மாற்றப்பட்டார் என்ற ரகசியம் புரியுதா ஞானத்தில் நானே உலகத்தில் வந்த மெய்யான ஒளி ஜீவ அப்பம் நானே என்னிடத்திலிருந்து வருகிற தண்ணீரை குடிக்கிறவன் ஒருபோதும் அடையான் அவருடைய அவருக்குள்ள என்ன இருக்கிறது அவருக்குள்ள என்ன இருக்கு மதம் இல்லை சொல்லுங்க எல்லாரும் ஏசு கிறிஸ்துக்குள்ள என்ன என்ன இருக்கிறது மதம் இல்லை சூப்பரான பிள்ளைங்க எல்லாரும் சம்பாதிக்கிறதுல எத்தனை பேர் கவனமா இருக்கும் இந்த ஞானத்தை நீங்களும் பெற்று உங்க பிள்ளைகளுக்கும் கொடுக்கறதில் நீங்க ரொம்ப கவனமாக இருக்க இந்த Are you all there with me? In this life, we will see you all in this life. In this life, in this wisdom, we will see you all in our hands. Amen! Amen! Amen! Amen! Amen! Amen! In this world, we have a huge challenge to be in this technical and digital world. This is the huge challenge and to keep us in this world. அல்லது உண்மையான தெய்வத்தை கண்டுபிடிக்கிறது தான் சேலஞ்ச் இந்த உண்மையான தெய்வனத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே பல லேயர்ஸ் இருக்கு பல அந்த லேயஸ் எல்லாம் தாண்டி போயிட்டு தேடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டர் இலவசமாக தந்திருக்கிற ரால லோயா எத்தனை பேர் நன்றி உள்ளவங்களா இருக்கீங்க ஏமேயா அவரை அறிந்து கொண்டு இன்னும் அந்த ஞானத்துக்குள்ளாக நம் வளருவோமாக இரண்டாவது என்னவாக மாற்றப்பட்டார் அதுக்கப்புறம் தான் அதுக்கு டாக்டர் ஆகுது இன்ஜினியர் ஆகுது என்ன ஆகுது தேவனை கண்டுபிடிக்கிறது இல்லை அவர் எல்லாருக்கும் ஞானமாக மாற்றப்பட்டார் உங்கல்டுத்துருக்காப்பாரு மாற்றப்பட்டார் அவரே நீதி அவரே என்னவாக மாற்றப்பட்டார் நீதியாக மாற்றப்பட்ட மீனிங் என்ன மனுஷனுடைய நீதி அழுக்கும் கந்தையுமாக இருக்கிறது பைபிள் சொல்ற அதனால அவரே நமக்கு என்னவாக மாற்றப்பட்ட நீதியாக மாற்றப்பட்டது முன்பி காட்டுகிற அந்த காரியத்துக்கு அவர் என்ன பாருங்க பாரு வெளியில போய் வெளி கண்டிப்பா என்ன சொல்லுவாங்க எல்லாமல் ஒப்பீனியன் போகும்போது நிறைய கண்ட்ரிஸ்ல வெரி குட் ஒப்பீனியன் வெரி குட் ஒப்பீனியன் டைட்டில் அதில் எல்லாருமே நீங்கள் கவர் ஆகுறிங்களா நீங்களும் நானும் ஐம் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன் டூ யூ ஐ யூ ஐ யூ ஏபிள் டு கெட் இட் அந்த டைட்டில் நீங்கள் எல்லாருமே இது உட்படுறீங்களா யஸ் இட்ஸ் ரிலேஷனல் டைடில் அதே போலதான் முன்பாக எனக்கு முன்னாடி இயேசுவினோட நீதி இருக்கிறதுனால ஏன் நீதி அல்ல என்னை பார்க்கறது இயேசுவின் நீதி ஊடாக பாடுறதுனால நான் நீதிமனாக மாற்றப்பட்டேன் அலல்லோயா அலல்லோயா நீங்கள் ஃபர்ஸ்ட் இயேசு கிருஷ்ண ஏற்றுக்கொள்ளும் பொழுது கொடுக்கப்படுகிற முதல் காரியம் அதுதான் ரிலேஷனல் டைட்டில் இன்றைக்கி நிறைய தேவண்ட் பிள்ளைகளுக்கு ஆவிக்கிற பிள்ளைகளுக்கு இது தெரிய மா தெரியாமல் நம்ம முடி போன போக்கில் இருக்கும் வாசிங்கப்பாளர் ரோமரின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்தில் இருபத்தி மூணாம் வசனத்தை நம்ம எல்லாம் பிடிச்சி போனோம் எல்லாம் என்ன எழுபத்தி மூணாவது எல்லாரும் பாவம் செய்து தேவம் மகிமையாற்றவர்களாகி அதம் பிடிச்சிப்போம் நம்மளோட பாவம் மென்டாலிட்டியை பிடிச்சிப்போம் ஓ எல்லாரும் பாவை எல்லாரும் மகிமையாக நடந்துட்டாங்க ஆனால் ஏசு கிறிஸ்து செய்த அடுத்த காரியத்தை சொல்வதற்கோ கொண்டாடுவதற்கோ சொற்பமானவர்கள் தான் இருக்காங்க வாசிங்க பார்த்தீங்களா இருபத்தி நாலு என்னது இலவச என்ன பண்றாங்க நீதிக்கப்படுகிறார்கள் உங்களுக்கு என்னது என்னோட குறைகள் என்னவா என்னவா மாற்றிருக்கிற நீதிமான் எத்தனை பேர் தைரியமாக சொல்ல முடியும் நிறைய பிள்ளைகளுக்கு அவர்களுக்குள்ள குற்ற மனப்பான்மை ரூல் ஆயிட்டு இருக்க எதை செய்தாலும் அவங்களுக்கு ஒரு குற்ற மனப்பான் உள்ள இருந்துட்டே இருக்கும் அவைகளை மேற்கொள்ளணும்னா அவசியமே இல்ல முதலாவது காரியம் ஏசு அல்லது இரண்டாவது விஷயம் ஏசு கிருஷ்ண நமக்கு என்ன கொடுத்துடா ஒரு டைட்டில் கொடுத்துடான் என்னது டைட்டில் டைட்டில் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை நான் இருக்குன்னு சொல்ல வேண்டுமோ இன்னும் நாலு வாரம் இருந்தால் கூட இதை குறித்து நான் பேசுறேன் மூன்றாவது அவர் என்னவாக மாற்றப்பட்டார் நமக்காக பரிசுத்தம் பரிசுத்தம் என்பது இப்போ நான் இருக்குன்னு சொல்றேன் ஜென்ரல் டைட்டில் இண்டியன்ஸ் ஆர் ஷை இன்டலெக்சுவல் இது இது பொருந்துமா இல்லை யாரா பார்த்து அஜித் வந்து ஷைன்னு சொல்ல முடியுமா இல்லை அஜித் இட்ஸ் வெரி போல்ட் அந்த குரல் கேட்டீங்கன்னா நாலு ஊர் மதுரும் அப்படின்னு சொல்லலாம் அவர் என்னுடைய மாற்றப்பட்டார் சொல்லு புரியுதா அதனால இந்த கும்பல்ல பண்றதெல்லாம் அங்க செல்லுபடியாக கும்பலுக்காக செய்கிற அது இல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை கனெக்ஷன் உனக்கு தெரிவிச்சுக்கிறாரு பாப்பா இதா அவர் தான் சர்வ வலமில் அவருக்கு எல்லாமே விளக்க செய்கிறார் ஞானம் ரெண்டாவது விழுந்துட்டான் ஆனா நீ எங்கிட்ட வரும் பொழுது இல்ல ரிலேஷன் டைட்டில் தரஞ்ச் டைட்டில் வாட் இஸ் மூன்றாவது என்னது என்னது அனுபவிக்கிற நீங்கள் எந்த அளவுக்கு அனுபவிக்கிறோம் அந்த அளவுக்கு நீங்க என்னவாக மாற்றப்படுகிறீர்கள் உலகத்துல என்ன கொண்டு வர விரும்பவில்லை மதத்தையோ சாங்கியமோ சடங்காச்சாரமோ வழிமுறைகளையோ உருவாக்க வரவில்லை அல்லா டு கிவ் லைஃப் என்னோயா அந்த பரிசுத்தின் மேல் பரிசுத்தம் அடைவர்களாக இருக்கப்படும் இதுக்கு நிறைய வசனங்கள் இருக்குது நான் உங்களுக்கு சொல்ல சொல்கிறேன் நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் குறித்துக்கொள்ளுங்கள் ஒவ்வொன்றையும் ஆ பிலிப்பேர் நாலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வருஷம் ஒன்று தசனம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் வீட்டில் போய் வாசிக்கொள்ளுங்கள் ஐச்சன நான் ஏற்கனவே சொன்னேன் இரமியா இருபத்தி மூன்று ஆறாம் வசனம் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் ரோமர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்தில் நீங்கள் எப்படி ஜஸ்டிஃபை பை கிராய் சாங்கிஃபி ஐ ஆர் கோயிங் டு த சாங்கிஃபிகேஷன் ப்ராசஸ் மூன்றாவது முடிவில் விளங்கிக் கொண்ட நிறைய காரியங்கள் ஒன்று இந்த ஆவி தன்னை தந்தவரிடத்துல போவதற்கு எந்த அளவுக்கு துடிக்குது எந்த அளவுக்கு அதை அந்த மீட்பு வாஞ்சிக்குது மீட்பு அடையாம போச்சுன்னா அது வேற எங்கன்னா போகும் ஆனா இந்த பூமியில இருக்கும் பொழுது அந்த மீட்புக்கான அசூரன்ஸ் வாங்கிட்ட பிறகு போச்சுன்னா தன்னை தந்தவரிடத்துக்கு போகும் அதுக்காக எவ்வளவு பிரயாசப்படுகிறது என்பத நான் கண்ணாறு அதை பார்த்தேன் கண்ணாறு அதனாலதான் நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள் நீங்க இந்த ஞானத்தை பெற்றிருப்பீங்கன்னா நீதிமன்ற ஸ்டேட்டஸ்க்கு வருவீங்க நீதிமன்ற ஸ்டேட்டஸ் வருவீங்கன்னா பரிசுத்தினுடைய பர்சனல் கெப்பாசிட்டிக்குள்ளே போவீங்க பர்சனல் கெப்பாசிட்டிக்குள்ளே போறவங்க மீட்பு என்ற பெரிய காரியத்துக்கு நீங்கள் பங்குள்ளவர்களாக மாற்றப்படுவீங்க எங்கம்மா மறிக்கும் பொழுது இட் வாஸ் லைக் திஸ் அவங்க பாட அனுபவிக்கலை படுக்கையில் இருக்கல கீழே விழுந்தாங்க dirchi enna solraanga uri suttu ratham arilla but she went her spirit went quickly to god she was ready a spirit was already liberated and meepukaga yerkanave adirmanad silarudi aavi evlo porattathiyum kashtathim taangi adu and meep peidira verkum aashirad adanaludhan ninge romba gavanama irkon nam kudi varugra karyam namme meep pei nokki neraveettuvatharkaga dhaan varugrom hallelujah adanaludhan you are a spirit filled person you are a spirit நீங்க ஆதிக்கிறோம் வசனங்களை கேட்கிறோம் காரணம் நம்முடைய மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதுவும் எங்கிருந்தோ வரல எங்கிருந்து வருகிறது எங்கிருந்து வருது ஏன் அவரே நம்முடைய மீட்புமாக மாற்றப்பட்டார் ஒரு பாடத்தை எடுக்கும் பொழுது அந்த மரியாதை கேட்ட சொல்றாரு தூங்கிட்டு இருக்காங்க என்னை விசுவாசிக்கிற மறியாமலும் இருப்பான் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாயிருக்கேன் கடைசி நாட்கள்ல நித்தி ஜீவன் அடைத்து எழுந்துவோம் ஏன்னா அவரே உயிர்த்தெழுதலாக இருக்கிறார் நான் பாடுவேன் பாடி பாடி பாடி என்றும் கொண்டாடுவேன் நான் பாடுவேன் பாடி பாடி பாடி என்றும் கொண்டாடுவேன் ரெண்டு லைன் தான எல்லாம் கற்றுக்கலாமா பாடலாமா எல்லோரும் சேர்ந்து கையில் தட்டி ஏசி ஏசி என்று பாடி நான் முடிக்க போக்குறேன்